அஸ்லாம் அலைக்கும் மாமனிதர் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் வரலாற்று தொடர் எட்டாவது நாளாக இன்று சல்லுள்ளாஹு அலஹி வசல்லம் அவர்களிடத்தில் பத்தாண்டுகள் பணியாளராக இருந்த ஹசரத் அனஸ் ரதியுல்லாஹான்கு அவர்களிடத்தில் நாங்கள் ஒரு நாள் சென்று அங்கே ரொட்டி தயாரிப்பவர் அவர்களின் வீட்டில் ரொட்டி தயாரித்து கொண்டிருந்தார் போன எங்களை பார்த்து சாப்பிடுங்கள் என்று அங்கே பணியாளராக இருந்த அனஸ் ரதியாக ஒன்று அவங்க கூறிட்டு சல்லா அலி அவங்க மிருதுவான ரொட்டியை சாப்பிட்டதில்லை தமது கண்களால் எண்ணெயில் பொறிக்கப்பட்ட ஆட்டின் இறைச்சிகளையும் அவர்கள் சாப்பிட்டதில்லை அப்படின்னு போன எங்களிடத்தில் அனஸ்ரதியுல்லாஹூன்கு அவங்கள் சொன்னார்கள் இது புகாரியில் ஐயாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஐந்தாவது ஹதிசில பதிவு செய்யப்பட்டிருக்கு நாயகம் சல்லாஹூ அழகி வசல்லம் அவங்க பசியோடு இருந்ததை அறிந்து எனது வீட்டிலிருந்து கோதுமையை ரொட்டியையும் வாசன இல்லாத கொண்டு சென்றேன் அவர்களின் வீட்டில் ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு மரக்கால் கோதுமையோ அல்லது வேறு ஏதேனும் தானியமோ இருந்ததில்லை அப்படின்னு அவங்களின் பணியாளர் அனசரதியாக ஒன்று அவங்க சொன்னதாக புகாரியில் ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஹத்தியஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நாயகம் செல்லவுள்ளாகு அழகிவ செல்லம் அவங்க பள்ளிவாசலில் வயிறு ஒட்டிய நிலையில் படுத்திருந்ததை நான் பார்த்தேன் உடனே நான் என் தாயார் உம்மு உம்முசுலைம் ரதியுள்ளாகுவன்கா அவங்ககிட்ட வந்து இதை நான் சொன்னேன் அதற்கு என் தாயார் என்னிடத்தில் ஒரே ஒரு ரொட்டி துண்டும் சில பேரிச்சம்பழங்களும் தான் இருக்குது நாயகும் அவர்கள் மட்டும் நமது வீட்டுக்கு வந்தால் இதை சாப்பிட்டு அவர்கள் வயறு நிரம்புவாங்க ஆனால் அவங்க வேறு யாரையாவது கூட்டிட்டு வந்தால் எல்லாத்துக்கும் இது போதாது அப்படின்னு சொன்னதாக அனசரதியாக வண்கோ அவங்களிடத்தில் அவங்களின் தாயார் சொல்லியிருக்கிறாங்க இதுவும் முஸ்லீமில் மூவாயிரத்தி எண்ணூற்றி இரண்டாவது ஹதீஸில் கூறப்பட்டிருக்கு நபி நெருங்கிய தோழராக இருந்த ஹசரத் அபு ஹுரேரார் அதிகவங்க ஒரு கூட்டத்தினரை கடந்து செல்கிறார்கள் அந்த கூட்டத்தினர்களுக்கு முன்னால் பொறிக்கப்பட்ட ஆடு வைக்கப்பட்டிருந்தது அவங்க ஹசரத் அபு ஹுரேரா அவங்களையும் சாப்பிட கூப்பிட்டாங்க நபிகள் செல்லாகு அழகிவு செல்லாமவங்க தீட்டப்படாத கோதுமை ரொட்டியையே வயிறார சாப்பிடாத போது நான் இதை எப்படி எப்படி சாப்பிட முடியும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அபகுரையிறாரதியாக வணங்குவவர்கள் மறுத்துட்டாங்க இதுவும் புகாரியில் ஐயாயிரத்தி நானூற்றி பதினாலாவது கூறப்பட்டிருக்கு நாயகம் அவர்கள் தமது குடும்பத்தினரிடம் குழம்பு எதுவும் உள்ளதா அப்படின்னு கேட்க விநிகரை தவிர வேறு எதுவும் எங்களிடத்தில் இல்லை என்று குடும்பத்தார்கள் சொல்கிறார்கள் அதை கொண்டு செய்து அதை தொட்டு கொண்டு சாப்பிட்டார்கள் அன்றைய காலத்தில் இதுதான் சிறந்த குழம்பாக இருந்தது இது ஒரு எண்ணெய் மாதிரியான ஒரு வஸ்து அப்படின்னு முஸ்லீமில் மூவாயிரத்தி ஹதீஸில் கூறப்பட்டிருக்கு நான் எனது வீட்டின் நிணலில் நின்று கொண்டிருந்தேன் அப்போ நபி அவர்கள் என்னை கடந்து சென்றார்கள் அவர்களை கண்டதும் அவர்களை நோக்கி சென்று அவர்களின் பின்னால் நான் நடந்தேன் அருகே வா என்று அவர்கள் அழைத்ததும் அவர்களின் அருகில் சென்றேன் என் கையை பிடித்து நடந்தார்கள் தமது வீட்டுக்கு சென்றவுடன் காலே உணவு எதுவும் இருக்கிறதா என்று தனது மனைவியர்களிடத்தில் கேட்டார்கள் வீட்டில் உள்ளவர்கள் இருக்கிறது என்று கூறிவிட்டு மூன்று ரொட்டியை கொண்டு வந்து வைத்தார்கள் குழம்பு எதுவும் உள்ளதா என்று நபி கேட்க கொஞ்சம் வினிகரை தவிர வேறு எதுவும் இல்லை என்று குடும்பத்தினர்கள் சொன்னார்கள் நபியவர்கள் அதை கொண்டு வாருங்கள் என்கிறார்கள் வீட்டில் உள்ளவர்கள் கொண்டு வந்தார்கள் போன எனக்கும் நபிக்கும் தலா ஒரு ரொட்டியை முன்னால் வைத்தார்கள் மூன்றாவது ரொட்டியை சரி பாதியாக்கி ஒரு பாதியை எனக்கு முன்னால் வைத்துவிட்டு இன்னொரு பாதியை தமக்கு வைத்து கொண்டார்கள் என்று ஹசரத்து ஜாபிர் ரதியுலாஹ் அனுகு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது முஸ்லீம் என்ற கிதாபில் மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறாவது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கு உலகத்தின் ஒப்பற்ற தலைவரின் உணவு முறைகளை பற்றி ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிதாபுகளில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் தான் இது இன்ஷல்லா நாளையும் இது சம்பந்தமாக இன்னும் சில ஹதீஸுகளை தெரிந்து கொள்வோம் அஸ்லாம் வலைக்கும்